ஒரு குழந்தை இடது வலது பாகங்களை அறிய நீங்கள் அவர்களுடன் கை கால் அமைப்பை கொண்டு விளையாட்டு மூலம் சொல்லித்தரலாம் நீங்கள் குழந்தையை சில கேள்விகள் கேட்கலாம் வலது கையை தூக்குவியா குழந்தை வலது கையை தூக்கலாம் அடுத்து இடது காலை ஆட்ட முடியுமா வலது கால் முட்டையை தூக்கி காட்டு இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு இடது மற்றும் வலது பக்கம் உள்ள உடல் பாகங்களை கண்டறிய உதவும்